வணக்கம் Bank Nifty Future 1-Minute Chart, ஏப்ரல் 28, Time டைம் வந்து ஒரு Market டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்கெட் இப்போ அப்பர் நமக்கு ஒரு Buy Call வந்து ஜென்ரேட் Buy at அட் தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் எயிட்டி எயிட் பாயிண்ட் டுவெண்ட்டி ஸோ இதாக என்ட்ரி பாயிண்ட் மேலே இருக்கிற கிரீன் கலர் லைன்ஸ் ஸ்டாக் அட் லைன் கீழே இருக்கிற ரெட் கர் லைன்ஸ் ஸ்டாப்ளஸ் லைன் இந்த சார்ட் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக லைவ் மார்க்கெட்டில் கேண்டல்னுடைய மூவமெண்ட் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு Calls வந்து இமிடியேட்டாக ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் பிரேக் அவுட் எப்போலாம் கிடைக்கிதோ அப்போலாம் உங்களுக்கு கால்ஸ் வந்து கிடைக்கும் ஸோ இன்றைக்கி ஒரு லெவன் தேர்ட்டிக்கு பார்த்திங்க நமக்கு ஒரு பை கால் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு ஸோ பைக் ஆளுன்றனால க்ரீன் கலர் கேண்டில் ஸோ கேண்டலுடைய கலர் மார்க்கெட் ட்ரெண்ட்க்கேற்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோம் யார் வேணாலும் ஜஸ்ட் நீங்கள் இந்த சார்ட் வாட்ச் பண்ணும்போது கேண்டில் கலர் வச்சு மார்க்கட் ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணிடலாம் அடுத்து அதில் வர என்ட்ரி பாயிண்ட் அண்ட் டார்கெட் அண்ட் ஸ்டாப்லாஸ் இதை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய own ட்ரேட்ஸ் பண்ணிக்க முடியும் 36,088 சிக்ஸ் தௌசண்ட் எண்ட்டி தான் என்ட்ரி பாயிண்ட் அதுக்கு upper சைடில் ஒரு 90 பாயிண்ட் மேல பார்த்தீங்கன்னா 36,178 சிக்ஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் அதான் ஃபஸ்ட் டாரட் அதுக்கு மேலே இருக்க செகண்ட் டார்ட் லைன் ஸோ ஒரு எக்ஸ்பைரி டேட் ஸோ இன்றைக்கி என்ன மாதிரி மூவ்மெண்ட் தருது எப்படி வால்டெயில் இருக்குது அதுவும் இப்போ கிடச்சிருக்க இந்த லெவன் தேர்ட்டி பை கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகிறதான் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப் அண்ட் டவுன் நிறைய மூமெண்ட் வந்து கொடுத்துச்சு இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு டுவல் ஃபிஃப்டின் ஆகுது ஃபைனலாக இப்போ மார்க்கெட் கொஞ்சம் ரைஸ் ஆனதில் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து கொடுத்து ஃபஸ்ட் டார்ட் பார்த்திங்கன்னா ரீச் ஆயிருக்கு அதுக்கப்புறமா மார்க்கெட் கன்டினியூஸ் மூமெண்டம் அந்த மொமெண்டமில் பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் டேரட் பிரேக் அவுட் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த பையிங் ரேஞ்ச் இந்த பையிங் மொமெண்டம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு த்ரீ ஓ வரைக்கும் கண்டினியூ ஆச்சு உங்களுக்கு இந்த சாட் வேணும் லைவ் மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டிங் டூல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹைன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில்ஸ் அனுப்புகிறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க் யூ